மாதம் இருமுறை செக்ஸ் வச்சுக்கணும்னு சொல்றீங்க சரிங்க ஓகே கல்யாணத்துல எனக்கு விருப்பமே இல்லை நான் வந்து மாஸ்டர் பண்ணலாமா மாதம் இருமுறை அப்படின்னு வந்து கேட்கறீங்க செக்ஷுவல் இன்டர் கோர்ஸ் ஒரு பொண்ணுகிட்டயோ பையன் நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னாலும் சரி அதிக உங்களுக்கு சக்தி என்பது விரயமாகும் ஆற்றல் இழப்பு என்பது ஏற்படும் போது உங்களுக்கு உடம்பு கைகள் ஒரு கட்டதால் நடுக்க முடியும் ஆரம்பி இதனாலதான் அதுக்கு பேர் பொருள் அப்படிம்பாங்க ஒரு சில பேர் வந்து அது விந்துன்னு கூட சொல்ல மாட்டாங்க பொருள் பொருள் நல்லா இருக்குங்க அவருக்கு அப்படிம்பாங்க பியூச்சர்ல கல்யாணம் பண்ணி ஆசை வரும்போது கூட உங்களுக்கு குழந்தை பிறக்கக்கூடிய தகுதியை நீங்கள் எழுந்து விடுகிறீங்க அவசியமா அப்படின்னு கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற கார் அதை ஓட்டணும் அப்படின்னா அதுக்கு குருவா யாரோ ஒருத்தர் கற்றுக் கொடுக்க வேண்டியது கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற பொருட்கள் தான் அதை வச்சு சமையல் பண்ணணும்னா பேசிக் யாராவது கற்றுத்தரணும் இது ரெண்டுமே யாரும் கற்றுத்தராமல் நானா பண்ணா நிறைய தவறுகள் நேரிடும் ஆரோக்கிய குறைபாடு நடக்கலாம் இல்லை விபத்தை நேரிடலாம் எதுவேதான் நடக்கும் அந்த ஆன்மீக பயணங்கிறது எப்படி இருக்குன்னா அடர்ந்த சன்லைட்டே வராத ஒரு பெரிய காட்டுக்கு நடுவில் நிற்கிறோம் ஒரு பாதை தான் ஊரை நோக்கி போகும் மீதி அத்தனை பாதையும் காட்டுக்குள்ளேயே போகுது அடர்ந்த காட்டுக்குள்ளே அப்படின்னா அங்கே யாராவது ஒருத்தர் அந்த திசையை காட்ட வர வேண்டியிருக்கு அவங்க குருவாக ஒருத்தர் வந்து அந்த பாதையை காட்டி அந்த பாதையில் இருக்கிற இடர்களையும் சொல்லிடுறாங்க வந்து பாதையில் நதி வரும் அங்கேயே நிறைய ஓய்வு எடுத்துக்கோங்க அங்கே நீர் பருகிக்கங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு உணவு நீர் கிடைக்காது செமிச்சு வச்சுட்டு சக்தி விரயம் இல்லாமல் தொடர்ந்து பயணப்படுங்க அப்படின்னு யாரோ ஒருத்தர் சொன்னால் அந்த பயணம் எவ்வளோ எளிதாக நடக்கும்ல அப்படி இந்த ஆன்மீக பயணம் ஏன்னா இங்கே மனமுற கண்ணுக்கு தெரியாத ஒரு பொருளை ஹேண்டில் பண்ணணும் அப்போ குரு அவசியமாக குருவே சரணம் குருவே சரணம் அனைவருக்கும் வணக்கம் மாதம் இருமுறை செக்ஸ் வச்சுக்கணும்னு சொல்கிறீங்க சரிங்க ஓகே கல்யாணத்தில் எனக்கு விருப்பமே இல்லை நான் வந்து மாஸ்டிபேட் பண்ணலாமா மாதம் இருமுறை அப்படின்னு வந்து கேக்குறீங்க தவறே கிடையாது மாஸ்டர் முதல்ல கேவலமா பாக்காதீங்க என்ன காரணம் அப்படின்னா ஒரு விதவை இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க வைக்க போறதுக்கு எதுவும் இல்லை நான் இருக்கக்கூடிய பேசுறேன் ஒரு விதவை கல்யாணம் பண்றாங்க ஆனா வந்து கணவன் இறந்துடுறாரு அவங்களுக்கு வேற ஒரு கணவனை கல்யாணம் பண்ணிக்கிற விருப்பம் இல்லை ஏன்னா குழந்தைங்களை பார்க்கணும் அடுத்தடுத்து கமிட்மெண்ட் இருக்கு வேற ஒருத்தர் நினைச்சு பார்க்கறதுக்கு கூட விருப்பம் இல்லைன்னா அவங்க எப்படி உடலின் பத்து எப்படி கிடப்பாங்க கல்யாணம் பண்ண இறந்துட்டாரு அப்படின்னா எல்லாத்துக்குமே கடந்து போயிட்டாங்கன்னு எப்படி சொல்ல முடியும் ஸோ பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி மாஸ்ட்ரிபேஷன் என்பது தவறு கிடையாது ஆனால் அளவு கடந்த அளவுக்கு அதிகமான மாஸ்ட்ரிபேஷன் சுய இன்ப பழக்கம் என்பது பெரும் பிரச்சனைகளை கொண்டு வந்து விடும் ஸோ அதனால யோக பயிற்சியில் இருக்கிறவங்களும் சரி இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இருப்பவர்களும் சரி மாதம் இருமுறை மாஸ்ட்ரிபேஷன் செய்வதில் எந்தவித தவறும் கிடையாது ஆனால் அடிக்கடி அந்த இன்பம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நீங்க மாஸ்டரிபேஷன் பண்ணாலும் செக்ஷுவல் இன்டர் கோர்ஸ் ஒரு பொண்ணுகிட்டேயோ பையன்கிட்டயோ நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னாலும் சரி அதிக அளவில் உங்களுக்கு சக்தி என்பது விரயமாகும் ஆற்றல் இழப்பு என்பது ஏற்படும் உங்களுக்கு உடம்பு கைகால ஒரு கட்டத்துங்களால் நடுக்கம் கொடுக்க ஆரம்பித்தோம் எப்ப இந்த நடுக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சோம் போக்கஸ் பண்ண முடியாது போக்கஸ் பண்ண முடியலன்னா மன தெளிவு வராது மன தெளிவு வரலன்னா பண தெளிவு வராது மன தெளிவுதான் பணத்தெளிவு மன தெளிவுதான் உடல் தெளிவு மன தெளிவுதான் அண்ட சராசரத்தை பற்றிய தெளிவு மன தெளிவுதான் ஞான தெளிவு அப்ப இது எல்லாத்துக்கும் மூலம் எது விந்து சக்தி அல்லது சிரோணித சக்தி எல்லாத்துக்கும் பேஸ் எது அங்கதான் இருக்குது அப்ப அது அதிகமாக விரயமாகும் போது என்ன ஆகும் பிரச்சனைகள் உங்களுக்கு கொண்டு வந்து விடும் அப்போ இதுக்கு பேசான இதனாலதான் அதுக்கு பேர் பொருள் அப்படிம்பாங்க ஒரு சில பேர் வந்து அது விந்துன்னு கூட சொல்ல மாட்டாங்க பொருள் பொருள் நல்லா இருக்குங்க அவருக்கு அப்படிம்பாங்க அந்த பொருள் அவர்கிட்ட சூப்பரா இருக்குங்க பிரகாசமா அந்த பொருள் அப்படின்னா என்னன்னா அது உயிராற்றல் அல்லது விந்து சக்தி அல்லது சிரோனித சக்தி வெக்கப்படுவர்க்கோ அசைக்கப்படுவதற்கோ எதுவுமே கிடையாது உண்மை உண்மையாக தெரிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக இதை அதிகமாக விரயம் செய்யக்கூடாது விந்து விட்டவன் நொந்து கேட்டான்னு சொல்றதுக்குண்டான மாபெரும் காரணமே இதுதான் அதிகமாக விரயம் செய்யாமல் வெளியிலே தரது இருக்கிறதுல இன்பத்தை விட உள்ள நிப்பாட்டினாதான் இன்பமும் கிடைக்கும் தெளிவும் கிடைக்கும் இந்த பொருளாதார வாழ்க்கையிலையும் முன்னேற முடியும் இறைவனையும் பார்க்க முடியும்ன்ற நம்பிக்கை நீங்க சேர்த்து வைக்க சேர்த்து வைக்கத்தான் வரும் சோ மாதம் இருமுறை சுய இன்பம் செய்வதில் தவறே கிடையாது ஆனால் அது அதிகமாக மாறும்போது அதிகமாக உங்களுடைய சக்திகளை நீங்கள் இறக்கும் இழக்கும் போது நீங்க ஃபியூச்சர்ல கல்யாணம் பண்ணி ஆசை வரும்போது கூட உங்களுக்கு குழந்தை பிறக்கக்கூடிய தன்மையை நீங்கள் இழந்து விடுவீர்கள் ஏகப்பட்ட பிரச்சனைகளை அப்புறம் நீ அனுபவிக்க நேரிடும் அப்புறம் எந்த மருத்துவம் போனாலும் சரி பார்க்கறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் ஸோ அதனால இதை மட்டும் நல்ல மைண்ட்ல வச்சுக்கோங்க இந்த சஞ்சீவினி என்பது பல வீடியோஸில் பேசியிருக்கேன் இந்த சஞ்சீவினி வீசிங் சரி பண்ணுது கர்ப்பப்பை சம்மந்தமான பிரச்சனைகளை சரி பண்ணுது அது போக வந்து பார்த்திங்க அப்படின்னா கர்ப்பப்பை கோளாறுகளை சரி பண்ணுது ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இது வந்து சரி பண்ணுது இதில் மெயினாக இந்த சஞ்சீவினியோடைய மிகப்பெரிய ஒரு சக்தி மிகப்பெரிய ஒரு ஆற்றல் என்ன அப்படின்னு வந்து பார்க்கும்பொழுது உயிரணுக்களை அதிகப்படுத்தும் உயிரணுக்கள்னா விந்து சக்தி மற்றும் சுவநித சக்தி உயிரணு இல்லாமல் உடல் இயங்காது ஸோ இந்த உயிரணுக்களை அதிகப்படுத்தக்கூடிய அந்த சஞ்சீவினியை எடுக்கும் போது நீங்கள் இழந்த உங்களது ஆண்மை தன்மையவோ இல்லை நீங்கள் இழந்த உங்களது அந்த ஸ்ரோனித சக்தியோ சீக்கிரம் உங்களால ஈஸியாக பெற்றுக்கொள்ள முடியும் ஸோ உங்களுக்கு மூழ்கையிலயும் ஒரு சப்போர்ட் கொடுத்தாச்சு இதை கடந்த நிலையில உங்களுக்கு ஞான தெளிவுலையும் ஒரு சப்போர்ட்டை கொடுத்தாச்சு இதுக்கப்புறம் முடிவெடுக்க வேண்டியது நீங்க தான் நன்றி வணக்கம்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 கல்வித்தொகை கட்ட முடியாத பல நபர்களுக்கு வந்து கட்டி வச்சிருக்கோம் அது ஸ்போர்ட்ஸ் கோட்டால நல்லவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டால நல்ல லெவலில் வரும் அவங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு வந்து அனுப்பிச்சு வச்சிருந்திருக்கும் நண்பாக அனுப்பும் போது உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவுதான் பண்ணணும் அப்படின்ற நிர்பந்தம் கிடையாது உங்களால் எவ்வளவு முடியுமோ அவளை நீங்க அனுப்பும் இன்னும் பல உயிர்கள்